வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்களுடைய வாழ்க்கையை ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இந்த பூர நட்சத்திரத்தை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அவங்களுக்கு உண்டான மிருகம் விரக்ஷம் பக்ஷி இது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் கடைசியில் நான் சொல்கிறேன் பூர நட்சத்திரத்துக்கு உண்டான குணநலங்கள் அதாவது குணங்களை பற்றியும் பார்க்க போகிறோம் அவ பூர நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவான் டிஎன்ஏ படி பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் வந்து செவ்வாயோட கர்மா வாங்கியிருக்குன்னு நடத்தவங்க அதற்குண்டான பலன்கள் என்னென்ன வரிசையாக பார்க்கலாங்க இப்போது சிம்மராசி பூர நட்சத்திரம் அவங்களுடைய குணங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க கரெக்டாக பே கரெக்டாக இருக்கணும் பேசணும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க அது நல்ல விஷயந்தான் எதனால போல்டாக வெளிப்படையாக பேசக்கூடியவங்க வந்து பூர நட்சத்திரக்காரங்க ஒளிவு மறைவு அவங்கக்கிட்ட எதுவும் இருக்காது பின்னாடி பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது ஸ்ட்ரைட்டாக முன்னாடியே கேள்வி கேட்டுருவாங்க முன்னாடியே ஆன்சர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சம்திங் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னா சில பேர் வந்து முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிற அந்த தன்மை வந்து இவங்க பூர நட்சத்திரத்துக்கு கிடையாது ஸ்ட்ரைட்டாகவே அவங்க முன்னாடி பேசிடுவாங்க மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அது மாதிரி உங்களுக்கு சூதுவாது எதுவுமே தெரியாது சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த நெகட்டிவான கேரக்டர் வந்து அவங்களுக்கு கிடையாது எப்போவுமே ப்ளஸ் தான் ஆனால் நெகட்டிவான இருக்கிற பர்சன்கிட்ட ஓப்பனாக பேசக்கூடிய தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்கும் இவங்ககிட்ட டைரக்டாக யாரும் மோதி ஜெயிக்க முடியாது மறைவாக சூழ்ச்சி பண்ணி தான் சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்க வீழ்த்த முடியும் அது ஒரு விஷயம் இருக்குது அதுல எந்த விஷயமா இருந்தாலும் போல்டா எதனாலும் எதிர்கொள்வாங்க அந்த மாதிரி வந்து இவங்க திறமை வந்து ஆளுமை திறமை அதிகமா இருக்குங்க எந்த வேலை எந்த பொறுப்பு இவங்க கொடுத்தாலும் கரெக்டா பர்ஃபெக்டா முடிப்பாங்க ரொம்ப தைரியசாலின்னு சொல்லலாம் மற்ற ராசிகளை விட சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு உண்டான தைரியம் மற்ற ராசி நட்சத்திரத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேங்க இந்தளவுக்கு ஒரு தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறது வந்து மேஷ ராசி மேஷ லக்னம் அதுக்கு அடுத்தது தான் விருட்சகராசி விருட்சகலகணம் மற்ற ராசியில் அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க மிக தைரியமாக இருப்பாங்க துணிஞ்சி எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க இறங்குவாங்க ஒரு விஷயத்தில் ஆனால் சப்போஸ் அதில் ஒரு தப்பு நடந்திருக்கு நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க கரெக்ட் பண்ணிப்பாங்க அதாவது கொஞ்சம் அனுபவம் வந்தவாட்டி அவங்களே சரி செஞ்சுக்கக்கூடிய அந்த திறமை வந்து அவங்களுக்கு இருக்குது ஒரு தடவை பட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அடுத்தடுத்து அடுத்தடுத்த விஷயங்களை அவங்க வந்து படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது ஒரு தடவை ஒரு விஷயத்தில் அடிப்படுறாங்க அப்படின்னாவே அவங்க வந்து சுதாரிச்சிக்குவாங்க இப்படி தான் இருக்கணும்னு அதே மாதிரி மனசில் எதுவுமே மாட்டாங்க வெளிப்படையாக தான் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிற்பாங்க சிம்ம சிம்ம லக்னக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தவாளி நல்ல வாய் திறமை இருக்கும் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் ச பட்டிமண்டத்தில் பேசுகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக தான் இருப்பாங்க இவங்களாம் நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்களாக இருப்பாங்க மற்றவங்ககிட்ட நல்லா பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க நெருங்கிடுவாங்க அதாவது மற்ற ராசிக்கெல்லாம் கூட அதிகமாக நெருங்காது பேச மாட்டாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயுமே பேசிடுவாங்க உடனே பழகிடுவாங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க அந்த ஒரு நல்ல கேரக்டர் இவங்ககிட்ட இருக்குதுங்க எதுவுமே மனசில் எதுவும் வச்சிக்க மாட்டாங்க மற்றவங்க திட்டினா கூட அடுத்தது கேட்டுட்டு டைரெக்டாக சொல்லிவிடுவாங்க தவிர அடுத்து நம்ம வந்து மறைமுகமாக நின்று இவங்களை பற்றி பேசணுன்ற அந்த அந்த கேரக்டரை இவங்க கிடையாது பூரணச்சதுக்காந்தங்க அங்கே அந்த கேரக்டர் கிடையாது ரொம்ப நல்ல டைப் தான் ஆனால் எந்த விஷயமாக இருந்தாலும் யோ ஒன்றுக்கு நூறு தடவை தான் ஒரு செயல் செய்யணும் அதாவது பிஸ்னஸ் ஆகட்டும் வேலையாகட்டும் இது எதுவுமே வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது அதில் தப்பாக போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இவங்களுக்கு ஆளுமை திறமை இருக்கிறதுனால நம்ம கணவர் நம்ம மனைவி அதாவது கணவராக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் அவங்களும் வந்து நம்ம வந்து நம்ம பேச்சை கேட்கணும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைப்பாங்க ஒரு சில பூர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம சொல்கிறது தான் கேட்கணுன்ற மாதிரி கண்டிப்பாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிளெக்சிபிளாக யார் இருக்காங்க எந்த நட்சத்திரக்காரங்க இருக்காங்களோ அதுக்கு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா சுபிக்ஷமாக இருக்கும் இதே இப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் இல்லை நீங்கள் பூர நட்சத்திரம் இந்த லக்னோ நட்சத்திரத்துக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மகர ராசியும் கும்பராசியும் உங்களுக்கு ஒத்து வராதுங்க எதனால் ஒத்து வர்றதுனால் அவங்க வந்து சனியோட வீடு சூரியன் தான் தந்தை சனி தான் மகன் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் மகரமும் சரி கும்பமும் சரி இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு செட் ஆகாது ஒன்று டிவர்ஸ் ஆகிடும் இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க இல்லை பிரிஞ்சே வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சேர்ந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சண்டை வரும் யாராவது ஒருத்தர் வந்து அனுசரித்து போகிறது தான் வாழ்க்கை ஆனால் ரெண்டு பேரும் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்குமே சேர்ந்து வாழ்ந்ததாக கிடையாது மோஸ்ட்லி அதே மாதிரி சிம்ம ராசிக்கு வந்து யார் யார் செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செட் ஆகாத நட்சத்திரம் வந்து சொல்லிட்டேன் மகர ராசி கும்பராசின்ட்டு அதே மாதிரி மீனமும் கூட செட் ஆகாது இதே மிதனம் செட்டாகும் துலா ராசி செட் ஆகும் இவங்களுக்கு சிம்ம ராசிக்கு துலா ராசி செட் ஆகும் அந்த மாதிரி ரிஷபராசி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கும் அந்த மாதிரி ராசிகளை வச்சு அவங்க நட்சத்திரத்தை வச்சு அவங்களோட நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி யார் இப்போ இவருங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி பூர நட்சத்திரத்துக்கு சுக்கரன் சுக்கரன் தான் வராரு அது மாதிரி மற்ற நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்கணும் பொருத்தமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டம் பொருத்தமும் நம்ம பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும் சீக்கிரமாக நீங்கள் அவசரமாக பண்ணுறது வந்து நீங்கள் மகர ராசியோ இல்லை சிம்ம ராசியோ வந்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்கே கல்யாணம் பண்ணக்கூடாது பயங்கர மோதல்கள் இருக்கும் கஷ்டன்னாலும் ரெண்டு பேருக்கும் ஒட்டுக்காக வரும் சந்தோஷம்னாலும் ரெண்டு பேருக்கும் ஒட்டுக்காக வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதே மாதிரி ரெண்டு பேருமே கோபக்காரங்களாக இருப்பாங்க யாராவது ஒருத்தர் அனுசரித்து இருந்தால் வாழ்க்கை அதனால் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்கே பார்க்கக்கூடாது அதே மாதிரி மகரம் கும்பம் இந்த ராசி அதிபதியெல்லாம் வந்து சிம்மத்துக்கு சேத்தக்கூடாது சேர்த்தி வச்சுட்டாங்க மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் சில குழப்பங்கள் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு கேப் விழுற மாதிரி ஒரு சூழ்நிலலாம் கண்டிப்பாக வரும் உருவாக்கும் அதாவது ஒற்றுமையாக மற்றவங்க மாதிரி இருக்க முடியாது ஆனால் பேருக்கு சொல்லிக்கலாம் இவங்க தான் எங்கள் கணவர் இவங்க தான் எங்கள் மனைவி அப்படின்னு சொல்லி பேருக்கு சொல்லிப்பாங்க பந்தாக்கு ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அவ்வளோ சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும் மோஸ்ட்லி திருமண வாழ்க்கையை இவங்களுக்கு பாதிக்குங்க பூர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் வந்து மன வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்கும் ஜென்ரலாகவே நான் சொல்றேன் ஜென்ரலாகவே இவங்களுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையே தான் இருக்கும் இவங்க வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சி எதுனாலும் நம்ம சந்திச்சுக்கலாம் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி போராடிதான் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் இவங்களோட வாழ்க்கை முறைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டாள் பிறந்த நட்சத்திரத்தை தான் பூரத்தில் பிறந்திருக்காங்க மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையை பாதித்து வீட்டுக்கு அதாவது தன் தாய் வீட்டுக்கு வந்தவங்கள்தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஹஸ்பண்ட் கூட இருக்கிறது வந்து சில பேரால முடியாது ஏன்னா சில பேர் தவறு செய்வாங்க அவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து சின்ன தவறு கூட இவங்களுக்கு அது தப்பாக கண்டிப்பாக தெரியும் அது ஏன் மறைச்சிட்டீங்க அந்த விஷயத்த ஏன் சொல்லலன்னும் போது நம்ம விலகி இருக்க விலகிருக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குங்க இயல்பா பார்த்தீங்கன்னாவே ஹஸ்பண்ட் கூட இருக்க மாட்டாங்க சேர்ந்து வாழறதுக்கு அந்த வாய்ப்பு மகரத்துலலாம் கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் அதாவது ஒன்று ஹஸ்பண்ட் வந்து வெளியூரில் வேலை செய்யணும் ஒய்ஃப் வேறு இடத்துல இருக்கணும் ரெண்டு பேரும் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாழலாம் ஆனால் ஒரே வீட்டில் இருந்துட்டு நம்ம ஒன்னா வாழ்கிறோம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து சேர்த்தலாமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்த கூடாதுங்க பிரச்சனை வந்து பயங்கரமாக வரும் அதனால் முதல் வாழ்க்கைய பாதிப்பு வந்து இவங்களுக்கு சிம்மராசி பூர நட்சத்தக்காக இயல் இயல்பாகவே இருக்கு சுக்கரன் இவங்க பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு முதல் இருபது வருடம் சுக்கர திசை அதாவது இவங்களால இந்த குடும்பத்துக்கே பெருமை பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே அமையுங்க நல்ல ஒரு புஷனுக்கு வருவாங்க இவங்க குடும்பத்துல அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு அந்த பூர நட்சத்திர பிறந்த பெண்ணோ இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி கஷ்டன்றது அவங்க வாழ்க்கையில தெரியாது சந்தோஷம் மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும் அடுத்தது ஒரு ஆறு வருடம் அதாவது இருபது வருடம் வந்து சந்தோஷமான வாழ்க்கை அதுக்கப்புறம் ஆறு வருடம் வந்து சூரிய திசை நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது இந்த சூரிய திசையில வந்து ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அதாவது உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல பத்தாம் இடம் எப்படி இருக்கு தொழில்ஸ்தானாதிபதி எப்படி இருக்காரு சூரியன் எப்படி இருக்காரு சுபர்கள் பார்வை அசுபர்களுடைய பார்வை இருக்கா பத்தாம் இடத்துல அதெல்லாம் குருவோட பார்வை சனி பார்வைகள் இருக்கா சூரியன் ஆட்சி உச்சத்துல இருக்கா செவ்வாய் எப்படி இருக்காரு இதெல்லாம் டோட்டலா நம்ம ஓவராலா பார்த்தா தான் நம்ம கவர்மெண்ட் ஜாப்க்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும் சப்போஸ் நீங்க எங்கிட்ட ஜாதகம் பாக்கணும்னு வச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணுங்க அது தகுந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் சூரிய திசை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருடம் ட்வெண்ட்டி சிக்ஸ் அதாவது இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய திசை ஆறு வருடம் வந்து ஃபஸ்ட்டு முதல் இருபது வருடம் வந்து சுக்கரதிசை அடுத்தது ஆறு வருடம் வந்து சூரிய திசை இந்த டைமில் வந்து அவங்க கன்ஃபார்மாக நீ இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதலாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க சக்சஸ்ஃபுல்லாகவும் வருவீங்க பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஜாபாக இருந்தாலும் சரி நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு மென் ஆர் உமன் ரெண்டு பேர் ஒரு லீடிங்க்க்கு கண்டிப்பாக வருவீங்க ஆனால் மோஸ்ட்லி யாரையும் நம்பி எதுலேயும் இறங்க வேணாம்னா நண்பர்களை நம்பி நீங்கள் இறங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் உள்ளாகுவீங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆட்கள் உங்ககிட்ட சேர்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது தெரியாது அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பார்த்துக்கணும் அந்த விஷயம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்த இருபத்தி ஆறு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து வருடம் வந்து சந்திர திசை சந்திர திசை மிக யோகமான திசை அதாவது சிம்ம வீட்டுக்கு பன்னெண்டாம் இடம் தான் இருந்தாலும் யோகம்தான் விரயத்தையும் கொடுப்பாரு யோகத்தையும் கொடுப்பார் ஒருவேளை சந்திரனை வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து குரு பார்வை பட்டுச்சுன்னா உங்களுக்கு குரு சந்திர யோகமும் கஜகேசரி யோகமும் ஏற்படும் அதனால தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா மட்டுந்தான் இந்த யோகங்கள்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்க முடியும் அந்த சந்திரன் வந்து குரு வந்து பார்த்தாருன்னா மிகப்பெரிய ஒரு யோகசாலியாக மாறுவீங்க ஒரு எந்த எந்த வயதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஆறு வயசுக்குள்ளேயே நீங்கள் நல்லா செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே மாதிரி செவ்வாய் அடுத்தது செவ்வாய் திசை முப்பத்தி ஆறு வருடத்துலேருந்து ஏழு வருடம் வந்து செவ்வாய் திசை அப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது இல்லை வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் அதெல்லாம் அந்த செவ்வாய் திசையில் ஏற்படும் முப்பத்தி வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து சுயமாக நீங்கள் சிந்திச்சு செயல்படுவீங்க அந்த ஒரு ஏழு வருடம் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இதெல்லாம் ஆனால் உங்கள் ஜாதத்துலையும் ஜனகால ஜாதத்துலேயும் செவ்வாய் வலுவார்க்காரான்னு பார்க்கணும் அதையும் பார்க்கணும் பார்த்தா தான் இந்த செவ்வாய் திசை வரும்போது டக்குன்னு இடம் வாங்குறது வீடு கட்டுறது அந்த அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா நாலாம் இடம் சுகஸ்தானமும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாலாம் இடம் தான் வண்டி வாகன யோகங்கள் அதே மாதிரி பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாயும் பார்க்கணும் நாலாம் நம்ம பார்க்கணும் அதனால் நம்ம அதையும் பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் உங்களுடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இடம் வீடு வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு வயது ஆகிடுது நாற்பத்தி மூணு ராகு திசை பதினெட்டு வருஷம் ராகு திசை அந்த பதினெட்டு வருஷமும் மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் தான் அந்த லைஃப்பே மாறும் அதாவது நாற்பத்தி மூணு கூட நிறைய பேருக்கு டிவோர்ஸ் ஆகும் புருஷனோட வாழ மாட்டிங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாற்பது வயசுக்கு மேலே அதாவது நான் பூரண்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதம் தான் சொல்கிறேன் ரெண்டு மூணு நாலாம் பாதம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ சுக்கர திசை வந்து குறைவாக தான் இருக்கும் இருபது வருடம் வராது பத்து வருடம் எட்டு வருடம் தான் வரும் அப்போ உங்களுக்கு டைமிங் வந்து குறையும் இல்லைங்களா அப்போ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது பாதம்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் பூர நட்சத்திரத்தில் அப்படின்னா நீங்களுக்கு கண்டிப்பாக வந்து ராகு திசை சீக்கிரமாக வந்துடும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே வந்துடும் அப்போ அப்போ உங்களுக்கு போராட்டம் முப்பது வயசுக்கு மேலேயே உங்களுக்கு போராட்டமான வாழ்க்கை மன வாழ்க்கையை சரியாக அமையாது கணவர் வந்து சரியாக அமைய மாட்டார் கணவர் சரியாக அமைஞ்சாங்கனாலும் உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் நிறையா கொடுக்கும் பதினெட்டு வருடம் வந்து நாற்பத்தி மூணு வயசுலேருந்து பதினெட்டு வருடம் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி வருடம் வரும் நீங்கள் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய டைமாக தான் இருக்கும் நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே நான் சொல்கிறது ஒன்றாம் பாதத்திலேருந்தால் நாற்பது வயசுக்கு மேலேயே உங்களுக்கு பிரிவினை உண்டாயிடும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேயே எனக்கு ராகுதை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைம்லேயும் பிரிவினையும் உண்டாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது உடல் ரீதியான நிறைய பிரச்சனை வரும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேக் பெயின்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஹெட் ஏக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுங்க அதே மாதிரி அறு அறுபத்தி ஒரு வருடம் வந்து இப்படியே நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து போராட்டமே உங்கள் வாழ்க்கையாக ஆகிடும் பிறக்கும்போது நல்லா வ வளர்றீங்க நல்ல ஒரு பொஷிஷனுக்கு வர்றீங்க உங்கள் குடும்பமும் நல்ல மேன்மைக்கு வருது ஆனால் ராகதிசையில் பார்த்திங்கன்னா பதினெட்டு வருடம் வந்து போராட்டமான காலகட்டம் அந்த போராடி தான் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்து இந்த அறுபத்தி வருடத்துக்கு நீங்கள் அந்த நாற்பத்தி மூணுலேருந்து பதினெட்டு வருடம் ஆட் பண்ணிங்கன்னா அறுபத்தி ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் வாழக்கூடிய டைம் அடுத்து குரு திசை அறுவ அறுபது வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா குரு திசை வந்து பதினாறு வருஷங்க கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு வயசு எழுபத்தி ஆறு வயசு வந்துடும் அப்ப குரு திசை வந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்கும் நீங்க என்னென்னு நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அந்த குரு திசை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே மாதிரி குரு பகவான் வந்து எந்த விதமான தப்பும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு கரெக்டா இருக்கக்கூடிய ஆள் குரு பகவான் அந்த இடத்துல நீங்க ஏதாவது தப்பு செஞ்சு கெட்ட பேர் உண்டாயி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நேர்ந்தா அதுக்கு குருதான் உங்களுக்கு அதாவது மாரகாதிபதி பாதகாதிபதியாகவே மாறிடுவார் அதாவது நீங்கள் கும்ப லக்னமாக இருந்து லக்னம் மாறி இருந்ததுன்னா அதாவது சிம்ம ராசியாக இருக்கீங்க கும்ப லக்னமாக இருந்தீங்கன்னா அது பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம் மார மாரகாதிபதி அந்த டைமில் வந்து நீங்கள் குருதசை வருது நம்ம வந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ராகு தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது ராகுபகவான் கூட விட்டுருவார் ஆனால் கர்மாவை வந்து கொடுக்கறது ராகு பகவான் ராகு கேது சனி குடும்பத்தில் வாழ விடுறதில்லை கஷ்டங்களை கொடுக்குறது இதெல்லாம் போராட்டத்தை கொடுக்குறதில்ல ராகு திசை கேது திசை சனி தசை ஆனால் அந்த குரு திசை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆலையே தூக்கிடுங்க அதாவது நீங்கள் வாழக்கூடிய வயது வந்து அறுபது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பதினாறு வருடம் அந்த குரு திசை வந்து உங்களுக்கு கரெக்டாக வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைப்பார் இல்லை நீங்கள் கரெக்டானபடி வாழல உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தவறான சில செயற்கையினால நீங்களும் தவறு பண்ணிட்டு இருக்கீங்க குரு பகவான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் ஆளையே தூக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அந்த குரு பகவான் குரு திசையில தான் நடக்கும் அதனால் அந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட எழுபத்தி ஏழு நீங்கள் ரொம்ப சின்சியராக இருக்கீங்க கரெக்டாக நேர்மையாக இருக்கீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்கன்னா எழுவத்தி ஏழு வயசு வரலையும் நீங்கள் வாழலாம் அதுக்கப்புறம் சனி திசை வருது பத்தொம்பது வருஷம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி வயசு வரைக்குமே உங்களுக்கு சனி திசைங்க அந்த தொண்ணூற்றி வயசு வரைக்கும் சனி திசைன்னா உங்களுக்கு போராட்டம்தான் இருந்தாலும் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும் அதாவது எழுபத்தி வயசுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நல்லா செட்டில் ஆகிடுவீங்க லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நல்லா ஒரு இது இருப்பீங்க ஆனால் உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து சனி கொடுப்பார் உடல் ரீதியான பாதிப்பு இல்லை எங்கேயாவது பணத்தை மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் பஞ்சாயத்து இது மாதிரி போகக்கூடிய விஷயங்கள் நேரிடும் அதாவது எழுபது வயசுக்கு மேலே நான் சொல்கிறேன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போகிறது ஏன்னா சனி பகவான் கண்டிப்பாக வந்து இந்த கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷனு பஞ்சாயத்து பண்ணுறது இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் சனி பகவான் பண்ணுவார் ஆல்ரெடி முன்னாடியே நீங்கள் எதாவது தவற விட்டுட்டீங்க பணத்தை யாட்டியாவது இழந்துட்டீங்க அப்படின்னா எழுபது வயசுக்கு மேலே நீங்கள் அதை போராடி தான் வாங்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு சனி திசை வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் நீங்கள் நேச்சுராகவே மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கடைசி காலகட்டத்துக்கு அமையும் நல்லபடியாக வந்து நீங்கள் வந்து மேல போய் சேர்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்குது அதாவது தொண்ணூற்றி ஆறு வயசு வந்துடும் உங்களுக்கு ஆனால் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு தானே எடுப்பாங்க கடைசி காலகட்டத்தில் அதனால் நீங்கள் புண்ணியங்களை அதிகமாக சேர்த்து வச்சுருப்பீங்க நிறைய மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதாகட்டும் வரவங்களுக்கு சாப்பாடு போகிறதாகட்டும் அதே மாதிரி நீங்கள் ஓப்பன் டைப்பாக அதாவது எதுவுமே மறைவாக வச்சுக்காம எதுனாலும் ஓப்பனாக பேசக்கூடிய திறன் இந்த ஆளுமை திறமை எதுவுமே பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது தைரியமாக எந்த விஷயமா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பெரிய சல்யூட்டே பண்ணணுங்க ஏன்னா நிறைய பேர் போலீஸ் ஆஃபீஸராகவும் இருப்பாங்க சில பேர் மில்ட்ரிலும் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க அதனால வந்து அவங்களுக்குலாம் பெரிய சல்யூட் பண்ணணும் ஏன்னா அந்த கடைசி காலகட்டம் வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் சிவன் தான் அவங்களுக்கு மெயினாக வந்து சிவன் வந்து மெயினாக கும்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க அது மாதிரி பார்க்கலாங்க இப்போ வந்து கண்டிப்பாக பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருட்சம் வந்து பலாப்பழங்க பலாப்பழம் மரம் மன் மரம் வந்து ஸ்கூல்லையோ காலேஜில் நீங்கள் வைக்கலாம் அந்த மரம் வந்து வளர வளர உங்களோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் சிறு வயசுலேயே நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க மரம் வைக்கிற மாதிரி பலாப்பழம் மரம் அடுத்தது பக்ஷி வந்து பார்த்திங்கன்னா கழுகு கழுகு நீங்கள் தினசரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு யோகம் தாங்க மேலே பறந்துட்ருக்கோம் இல்லைங்களா இப்போ ரொம்ப ரேர் தான் இருந்தாலும் நீங்கள் அந்த கலுக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகம் அதே மாதிரி எலி அதாவது மிருகம்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எலி விநாயகரை நீங்கள் கும்புறது ரொம்ப சிறப்புங்க விநாயகரை வந்து வழிபட்டுட்டே வந்தீங்கன்னா தினசரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் விநாயகர் வழிபாடு மஸ்ட் நீங்கள் பண்ணணும் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு விநாயகர் நல்வழி காட்டுவார் ஒரு நல்ல சிந்தனையை கொடுப்பார் உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா வெகு வெகுளியாக வெள்ளந்தியாக இருப்பீங்க அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மன வாழ்க்கை பாதிப்புன்னு சொல்லிட்டேன் பெருமாள் கோயிலில் உள்ள ஆண்டாள் சுவாமியே நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் தீரும் அதிக வேதனை பிரச்சனைகள் வராது உங்கள் வாழ்க்கையில் அதனால் ஆண்டாள் வழிபாடு ரொம்ப மஸ்ட்டு பண்ணணும் அதை மறந்துடாதீங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சில பேருக்கு லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆண்டாள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சீக்கிரமாக திருமணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா செவ்வாயோட கருமா வாங்கிடுது இல்லைங்களா பூர நட்சத்திரம் அதனால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆண்டால் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கைகூடி வரும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்